வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே சொந்தங்களே நமது இன்றைய கவிதை என்ற அந்த தலைப்பில் நாம் ஒளிபரப்பாகி வரும் என்னுடைய கவிதைகள் நல்ல வரவேற்பை விடுவந்து பெறுகின்றன அதற்கு நன்றி இன்று ஒரு இன்றைய கவிதையாக கவலை என்ற தலைப்பிலே ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அதனை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இல்லாத மனுஷங்க யார் இருக்காங்க உலகத்துல பாருங்க இந்த சின்ன பையன் அவனுக்கு இந்த வயசுலயே என்ன கவலை சில நேரம் பிள்ளைகள்கிட்ட பேசினீச்சுக்கோ என்டா பறந்தவனும் எனக்கு ரொம்ப கவலையா இருப்பா அதுவும் உன் வயித்துல வந்து பறந்த பாரு அப்படின்னு ஒரு கவலையா இருப்பா அப்படின்னு எல்லாம் பிள்ளைங்க பேச ஆரம்பிச்சுங்க அந்த அளவு உலகம் மாறிட்டு இருக்குது சரி வாங்க கவிதைக்குள்ள போ கவலை பிறப்புடன் பிறப்புடன் ஒட்டி வந்த கவச குண்டாளன் பிறப்புடன் ஒட்டி வந்த கவச குண்டலம் பிறப்புடன் ஒட்டி வந்த கவச மரணம் வரை தொடரும் மாயமான் மரணம் வரை தொடரும் மாயமான் தகுதிக்கு மீறி ஆசையால் தண்டனையாய் கிடைக்கும் பரிசு தகுதிக்கு மீறி ஆசையால் தண்டனையா தண்டனையாய் கிடைக்கும் பரிசு ஏழ்மையுடன் கிடைக்கும் இலவச நோய் ஏழ்மையுடன் கிடைக்கும் இலவச நோய் கவலைப்பட ஒன்றுமே இல்லை கவலைப்பட ஒன்றுமே இல்லை என கவலைப்படும் இனமும் உண்டு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை எதை பத்தி கவலைப்பட அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறவங்களா இருக்காங்களே அதனால தான் கவலைப்பட ஒன்றுமே இல்லை என இனமும் உண்டு கவலைக்கு கவலை கொடுத்து விடுங்க கவலைக்கு கொடுத்துடுங்கள் கிடைத்ததை கொண்டு திருப்திவிட கவலைக்கு கவலை கொடுத்து விடுங்கள் கிடைத்ததைக் கொண்டு திருப்தியடைந்து பிறப்புடன் ஒட்டி வந்த கவச குண்டலம் மரண முறை தொடரும் மாயமான் தகுதிக்கு மீறிய ஆசையால் தண்டனையாய் கிடைக்கும் பரிசு ஏழ்மையுடன் கிடைக்கும் இலவச நோய் கவலைப்பட ஒன்றுமே இல்லை என கவலைப்படும் இனமும் உண்டு கவலைக்கு கவலை கொடுங்கள் கிடைத்ததைக் கொண்டு திருப்தியுடன் கிடைத்ததைக் கொண்டு திருப்தியுடன் கவலைக்கு கவலை கொடுங்கள் நன்றி வணக்கம் இந்த கவிதையை பற்றி உங்க கருத்துக்கெல்லாம் மறக்காம நம்ம சேனல் எழுதியிருக்குங்க கவிதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் போடுங்க அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு குட்டி கவிதையுடன் உங்களை வரை உங்களிடமிருந்து விளைவிக்கிற பாலகிரத்தின் பாலகிரன் தமிழின் கவித்தன்பர் பாலகிருஷ்ணன் வந்து நன்றி வணக்கம் பாய்